தாய் மக்களை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பட் எல்லாருமே நல்லா இருப்போம்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்னென்னா நம்ம மாமா ஒருத்தர் அவங்க அப்பாவுக்கு தௌசம் அப்படின்றதுனால ஒம்பதாவது வருஷம் தௌசம் அப்படின்றதுனால ஒரு ஐடியா பண்ணியிருக்கார் என்ன பண்ணியிருக்காருனா முதியோர் இல்லத்துக்கு போய் நம்ம உணவு கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு சிந்தனை அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு வேற லெவல் சிந்தனை அவர் இது இந்த வருஷம் மட்டும் இல்லை அது நிறைய வருஷம் கொடுத்துட்டு தான் இருக்கார் இந்த இது எதுக்கு நான் சொல்றேன்னா இது ஒரு மோட்டிவேஷனாக தயவு செஞ்சு எடுத்துக்கலாம் நீங்க இதை கண்டென்டெல்லாம் எடுத்துக்காதுங்க நீ வீடியோக்கோசரம் நீ வீடியோ எடுத்து போடலாம் தயவு செஞ்சு நீங்க அப்படி கூட எடுத்துக்கங்க நீங்க வீடியோ கோவசரம் கூட நீ எடுத்துக்கூட போட்டா அது நல்லது தானே அதாலும் ஒரு பத்து பேர் சாப்பிடுவாங்கல்ல அதனால நான் நிறைய கீட்டில் சொல்லியிருப்பேன் என்ன சொல்லிருப்பேன்னா முண்டியில போடுற காசை வச்சுக்கினு எடுத்துட்டு போய் ஒரு நாலு பேருக்கு வாங்கி கொடுங்க உங்களுக்கு உண்டியில போட்டா எந்த வாழ்த்தும் வராது எந்த பிளஸ்ஸும் வராது இதே ஒரு வயசானவங்க எப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க பிளேஸ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு மாதிரி வேற லெவல் அடிக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுங்க எல்லாருமே அந்த மாரி பண்ண ட்ரை பண்ணால் அது வேற லெவலில் இருக்கும் மாறி டைம் தெரிஞ்சு சில ஊர் மாறுதோ இல்லையோ நாடு ஒரு பர்சன்டேஜ் மாறும் அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன் தயவு செஞ்சு இப்போ மாதிரி நீங்களும் எல்லாருக்குமே சாப்பாடை வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு பிறந்த நாளாக சரி வேற எந்த ஒரு நல்ல விசேஷமாக இருந்தாலும் சரி ஒன்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு நமது நேசம் இலவச முதியோர் இல்லத்திற்கு மதிய உணவு வழங்கியுள்ளார்கள் மேலும் திரு மாரிமுத்து அவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் மோட்சமும் முத்தியும் அடையவும் மேலும் இவர்களின் குடும்பத்தில் உள்ளவர்களின் உடல் நலனுக்காகவும் குடும்ப அமைதி பொருள்வளமேன்மை தொழில்துறையில் ஏற்றம் பெற்று செழித்தோங்கவும் வாழ்வில் எல்லாம் மீத சீரும் சிறப்பும் பெற்று வாழவும் மனதார இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உணவு பிரார்த்தனை இறைவா ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்ணும் உணவிற்கு நன்றி செலுத்துகிறோம் அனைத்து உயிர்களும் நிறைவுற்று வாழ வேண்டுகிறோம் உணவே மருந்து இதுவே நல்விருந்து நன்றியறைவா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உயிரோடு இருக்கும்பொழுதே தயவு செஞ்சு பெற்றவங்கள பார்த்துக்குங்க ஏன்னா இறந்த பிறகு அவங்கள நீ பார்க்குறதே சுத்த வேஸ்ட்டு தான் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க ஃபோட்டோவை மட்டும் தான் பார்க்க போகிறீங்க அந்த குற்ற நுழைச்சி இல்லாமல் இருக்கணும்னா தயவு இருக்கும்போதே பாருங்கள் நன்றி வணக்கம்